ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திக்கிறான் டா எங்க போனாலும் பின் கொண்டு தான் வருது பறந்த அடிச்சு கொள்ளுங்கடா தப்பி போக தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளவு அடிவாங்க சத்தமே வராது ஓடுனா வரவே இல்ல கார அவள நேரம் கதறானே கரையிறானா ஜம்கார <mix> காத்த <mix> அமுமாரி அமுக துமுகர் அமா சுமார அமாருமாரி முழு பத்தி போமர அமாமாரி முடி பத்தி போல் அமோ துமுகர் அம்மா சுமாரம் வாங்க துமுகர் அம்மா சுமாரி